மூத்தை சாமி குருதேவர்கேற்ற உற்பமணி மாலை சாஸ்தேட்டை திறந்தேன் கணபதியே எனக்கருள் புரிய வருவார் சரவண பவோ சரவண வணவ பவண பண் சிவ மறிவேதான் சிவ பதுவே காப்பாய் முயர்ச்சாவி <tie> புரிவாய் மூத்தை சாமி பையம் மகத்தை என்னை புலாவித்து ஆனந்த வெள்ளத்திடும் பூத்தை சாமி எங்கள் <im> karayathavaruvai puthaychami saravana bavavad saravana bavavad saravana saravana bavavad kilarulichudare keedai unayaga keelmayarutteri moothaychami saravana bavavad தொடரின் எனக்கு நுட்பேச்சு ஒழியாவாய் மூத்தை சாமி பூருட்டினு கீழாய் தூமிந்தனன் என கிட்டவன் எனக்கு புத்தமடி பாய் மூட்டை சாமி pidikul vai pai mooke chaami saravaravav saravaravav saravaravav putra vandum ge patu veethe un putra milla daru mooke chaami sar It's home. சிந்து கூகந்தேன் சீர்பெற காத்தருள் மூத்தை சுமை பல சேர்த்து சூந்து மயங்காதி சுமைகளை களைவார் செம்மையும் <laughs> சேரிவும் வெளி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 தினத்தக்கட்டும் தன் தக்கட்டம் தங்க தான் தங்க தகதான் தான் தங்க தகதான் தான் தங்க தான் தான் தங்க தான் தான் தங்க தான் சிறைச்சால சத்தியமே சர் குருவே தீராதோ மன எத்தன காலை எனக்கின்ற சிறைச்சால சத்யமிசர் குருவே பீராறு மனக்கவர் எத்தனை காலை எத்தனை காலை எனக்கின்ற சிறைச்சான சத்ரியமி சத்குருவே தீராறு மனக்கவர் காலமில்லம் வீணாக சத்குருவே நானைந்து காலமில்லம் வீணாக சத்குருவே நானைந்து பட்ட தூய போதாதா துன்பப்பட்ட தண்டனை என்று விடுதல் தர கூறாதா எத்தன காலா எத்தன கால எத்தன கால எனக்கின்ற சிறைச்சால சத்தியமி சத்குருவே தீராதும் மனக்கவல சத்தியமி சர்க்குருவே தீராது மனக்கவல சிறைச்சாலை பூலோகம்மானது உரம் என்னும் உயிர் தொத்தி பறவைகள் சொத்துதே பணம் என்னும் திரை தேடும் கழுதுகள் கொத்துதே இப்படி தண்டனை நடந்தாமே பாத்தன்மை ஆண்டு கொண்டோடு தேவர் அயந்திருமார் கரிய சிவம் குருவந்து கொண்ட ரொடி அங்கே வந்தாண்டதில் தீர்பானோ கரீசிவன் பாபா எந்தெனையும் பூனன தேவரி தான் ய பிறப்போடு இரப்பென்னும் அரம்பாவும் என்கிற அச்சம் தெருத்தென்மை என்று கொண்டான் பாடி நாம் தெட்டாமா தென்னை என்னையும் பாடி நாம் தெல்லே நம் கொட்டாமா பிரமனே மற்றொழித்தேவர்களே நூலே நுழைவரிய துணையதாய் வந்தவடியே பெருகிய உளங்குளம் புகுந்து கொண்டே பரத கிணிய பரங்கருடை தடம் கடலை அத்தன் புறந்தளரா இலையன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேய பிராம்பரப்பருத்த மண்கடிலும் தாங்கல் என்று சளிப்பரியா தன்மையனுக்கு தெல்லேனம் கொட்டாம் முழு முதல் பாதாளத்தாரித்து மன்னோர் மருந்த என் மருடையோ நலம்பாடி கொக்கிரகும் பாடி ஓல்வளையால் நலம்பாடி நஞ்சுண்ட வாடி நாடகோரம் மலம்பார் உணர்ச்சேயா என்றாடி நாம் நெல்லேனும் கொண்டாம் பாட்டி அம்முனே அமுதி வந்தீங்க அழகியமைய வழிகாட்டி எந்த மாட்டாய் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே மாபெரும் வாய மக்கள் எம்பெருமான் பழி எழுந்தருளாயே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திரு பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்ட இன்னருள் புரியும் எம் பெருமான் பழி எழுந்தருளாயே சீதங்கள் வயல் பெயரில் பெருந்துரை மன்னா சிந்தனை கரிய அடிய அப்பனே ஆவியோடாக்கை குறை உரை கணிய புகுந்த நின்றொருக்கு பொய்யிரல் கடிந்தமை சுடரே திரைபுற மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெருந்து உரை சிவனே உரை உணர்வு நின்று உணர்வதோ உணர்வே யான் உன்னை உரை உணர்த்தே உணர்ந்த ார் உணர்வுக்கும் பெரிவரும் பொருளே இனங்கள்க்கும் உயிரே என்னை பிறப்பாருக்கும் எம் மருந்தே இணைந்தது வெளியேற உரை சிவனே உணங்களே உண்மை இனி என்ன கூறையே குறைவில ஆண்ட வளரும் பிறரும் வரியாயும் மலரடிகான மன்னா என்னையோர் வாழ்க்கையில் படுத்த பத்தினாய் பாதையேன் மனமேக ஊருகேன் பரிகில்லன் பரியா ஊடல் தன்னை செத்திடே எண்ணும் திடுகுரு கலித்தலையில் நுணந்து விடைபாக சங்கராயன் வாணவார்கள் தலைவனியா போல ஆறு ரூபாய் ஆறேன் அணியை நடுவே வருட்டி என் உனக்கடிமை உன்னை பிரிந்துங்கு ஒருபொழுதும் அரியேனாயே இன்னதென்று அரியேன் சங்கரா கருணையினால் தந்தை அடி காட்டி என்ற பொய்யோ என்னை பெருமானே. இணை மலர் அடி காட்டி முன்பே எல்லை ஆண்டிகொண்ட முனிவா முனிவர் முழு முதலே என்பே அருளே எண்ணி உயிர் என்றே எம்மானே நண்பே அருளா என் நுழி நாளா நின்று நாடானே பத்திலனேனும் பனிந்திலனேனும் முன் நுழைந்த பக்க ேனும்ிழனேனும்ிறப்பரு பாயம் பெறுமானே முதையோ என்று எத்தனையான தொட துன்னை காணும் மதிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் கழிகூற வேணும் மதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பின்னையும் பெருமானேன்மைகளாக வரணும் காணவனே பால் திருநீற்றும் பரமனை பரங்கருணையொடும் எதிர்ந்தே ார் அருதுறை அளிக்கும் சோதிக நீதியிலேயே சுற்றம்பனம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி மாணிக்க பாச சுவாமிகள் திருவடிகளே நம்சரணும் அண்ணாமலையாரு குரோகிராம் வெற்றிவேல் முருகனுக்கு குரோகிராம் சச்சிதானந்திரு அறிவே பலவினைகள் பாருமணோ சித்தமலோ அறிவேத்து சிவமா கீழையாண்ட அத்தினக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேணை சிறுநறிகேராமி திருவருணே சேருவனோ கூறியுன்றோ இல்லாத கூத்தந்தன் கூத்தையனக்கு அறியுவனோ அறியவாறு ஆர் பெருவார சோவே பொய்யா என்று புனர்முளையார்ளு கடவேணை கடவேனை மே காசரு கையலிடா கொண்டபிரான் தன் கடலே சேருமணம் ஐயன எனக்கு அருளியவாறு ஆறுவார் அண்ணத் அருளியவாறு ஆ பெருவார சோவே பஞ்சாய கடை கண்ணாலிடப்பட்டு நெஞ்சாய துயர் கூற நெற்பெல் நப்பற்றே உஞ்சுடையே அடியேனை அஞ்சல் ஒரு முறை அடியார் பெருமக்கள் பாதார பிந்தைங்களை வணங்கி இந்த திருவாசகம் முற்றோதைய பலன் இந்து இந்த ஜீவசமாதிக்கு வரக்கூடிய அத்தனை பக்த கோடிகளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் முழுமையாக சென்று சேர வேண்டும் அது மட்டுமில்லாமல் திருவாசகம் ஓதிய அடியார்கள் முழுமையாக பலன் பெற வேண்டும் இந்த அறக்கட்டளை மென்மேலும் வளர்ந்தோங்க வேண்டும் அறக்கட்டளை நிர்வாகத்தார் வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் இந்த கட்டளைதாராக அன்னதான கட்டளை மட்டுமன்றி பூத்தொண்டு அறக்கட்டளை மற்ற இந்த சர்க்குர பீடத்தில் எத்தனை கட்டளைதாரர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ சர்க்குருவர்களை வேண்டி இதுகாரும் திருவாசகமும் திருமுறை விண்ணப்பமும் உறுதி செய்தோம் நிறைவாக திருப்புகள் என்னைத்திருக்கும் கலைமகளும் நீ என் வீட்டில் நிறைந்திருக்கும் alai magalum nee yenakkulle uraindirukkum malai magalum nee enthaayum nee entagappan nee enakkengu ellam therum ஞான நீயே நீம்மலையா பழனியிலே வீட்டிருக்கும் தெய்வமணியே அந்த ஆண்டவனே ஆருயிரே கண்ணிறைந்த கணக்கன் பட்டி குருவே சரணம் விண்ணிறைந்த விழுப்பொருளே மூட்டை சாமி சரணம் சரணம் ும்ூரவலம் வருன்ட் சிவருவே பழதிமலையே தீ பசிசி வந்து அருளாம் கருவைும் குருந்து பழிஸ்தான் பாலார்ந்தனின் புக்பாடிடும் நிலகிலே என்பார்ந்த வரங்கள் தரும் கணக்கன் பட்டி தக மல் கரை சேர்ப்பார் ஆசாய சூரியனே ஆண்டருடன் காண்டவனே வாதாந்த திரு கணக்கன் பட்டி இறைவா ஏகாந்த தயாநிதி கண்ணருளை தருவாத பாமரனை பரிகாசம் செய்யாம மயிலேரும் பெருமானே மனம் புகுந்து நிறைந்தாயே அகிலாண்ட ஈஸ்வரனே பருமருந்தே தலைவா போற்றிரும் மேற்றி புதைய தலைவா போற்றி கண்ணீரு மணியை போற்றி பாண்பதற்கெளியாய் போற்றி பின்னரு வழியை போற்றி வெற்றிவில் முருவா போற்றி